குருவேசாங்க ஐயா என் பேர் லோகேஸ்வரன் ஓகே வரணும் ரொம்ப நல்லா சத்சங்க கேட்டுட்ருக்கோம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறையா சில கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல ஐயா ஓகே இது டவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எப்படின்னா உள்பார்வை உள்பார்வை இப்போது சத்சங்கம் கேட்டதுக்கு அப்புறம் சங்க கேட்டதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம் முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரிடே எவ்ரிடே ஏதாவது ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவதுன்றதை விட எப்பயுமே இந்த ஞாபகம் வந் வந்துக்கிட்டே இந்த கவனம் வருது உள்பார்வை அப்படின்ற கவனம் வருது ஒன்று காலையில் எழுந்து நம்ம உட்காந்து அந்த ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் அந்த டைம்லேயும் இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது அது மாதிரி மற்ற நேரத்துலேயும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்குள்ளேயோ இல்லை ட்ரைவிங்கில் இருக்கக்குள்ளையோ எ ஏதோ ஒரு இடத்துல மனம் போயிட்டே இருக்குல்ல டக்குன்னு ஆஹா இல்லை உள்ளே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வருது ஓகேங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போது நான் வந்து கவனிக்கிறேன் உள்ளுக்குள்ளே கவனிக்கிறோம் ஒருத்தும் இருக்குது அதே டைமில் உள்ள பார்க்குறப்ப ஒரு இடத்துல பேசுது ஒரு இடத்துல பிக்சராக ஓடுது இது ரெண்டுமே தெரியுது ஐயா இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது இது நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது இதே ஆஃபீஸில் நான் சொன்ன மாதிரி டிரைவிங்கில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல சும்மா இருக்கிறப்பையும் இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது இதை தாண்டி போக முடியல இதில் என்ன என்ன இதுக்கப்புறம் இது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓடுறது நல்லா க்ளீனாக தெரியுது ஐயா என்ன என்ன ஒரு மனப்பதிவுகள்லாம் கரெக்டாக தெரியுது ஐயா அது மாதிரி பேசுகிறதும் பேசிக்கிட்டே இருக்கேன் ஐயா இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிப்பவனும் நானாக தான் இருக்கேன் உள்ளுக்குள்ளாக இருக்கேன் அதே விஷயம் ஒன்று வந்து எனக்கு நடந்ததோ இல்லை ஏதோ ஒன்று அதையும் நான் தான் பார்க்குறேன் பேசுறதும் எனக்கே தான் ஐயா நடக்குது உள்ளுக்குள்ளே இது வந்துட்டு இது இந்த ஸ்டேஜில் அப்படியே என்னென்னா ஸ்ட்ரக்காகி நிற்கிறேன் ஐயா ஆமா ஐயா இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா இது இது வந்து இதை தாண்டி எப்படி போக முடியும் இப்போ நான் அதை பா நான் உங்ககிட்ட கேட்ட வரைக்கும் எப்படின்னா இப்போ நான் அதை பார்த்தேனா அது பொய்ன்னு தெரியும் அது மறைஞ்சிரும் அப்படின்றது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் இங்க வந்து கேள்விப்பட்டதையா ஆனால் அப்படி எனக்கு வந்து அதை மறைஞ்ச மாதிரி தெரியல மறைஞ்ச மாதிரி தெரியல அதை நம்ம பார்க்கறோம் இதுவும் பார்த்துட்டே இருக்கோம் அந்த பேச்சு வந்து நிற்கிது ஐயா உள் பேச்சு சில டைமில் நிற்கிது ஆனால் இந்த பா இந்த பிக்சராக ஓடுறது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னாக்கா அது இல்லாத மாதிரி இருக்குது மறுபடியும் திடீர்னு ஏதோ ஒரு மனத்தில் ஏதோ ஒன்று வருது அது எங்கேருந்து வருதுன்றதும் நீங்கள் பார்க்க சொன்னீங்க ஐயா அந்த மாதிரி நம்ம எங்கே இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல நீங்க இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் இது என்னன்னு சொல்கிறது ரிசர்ச் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க இது எல்லாருக்குமே வேணும் நான் வந்து போர்டுக்கு தான் போனோம் என்ன சயின்ஸ் இல்லையா ஓகே இன்றைக்கி தேதி போட்டிங்களா நல்லது ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பல பட்ட கண்ணாடி தான் நம்ம மனம் கோவிலில் வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு வட்டத்தில் பல பட்டைகளில் கண்ணாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அப்போ வந்து சே இப்படி ஒன்று இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் டில்டா இருக்கும் அதெல்லாம் இந்த விளிம்புகள்லாம் குவிஞ்சு ஒரு தாமரை மலரை அந்த இதழ்களை அப்படி இது பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சென்டரில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் ஒரு தீபத்தை வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஜோதியில் முன்னாடி வந்து சிவலிங்கம் பெருசா போட்டு இதுக்கும் ஒரு முக்கண் மாதிரி எப்படி போட்டிருப்பாங்க கரெக்டுங்களா பெரிய பீட்டம் சிவலிங்கத்துக்கு இது வந்து முன்னாடி இருக்கு பின்னாடி வந்து பல்லப்பட்ட கண்ணாடி இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி லிங்கம்னாலே என்னன்னா குறின்னு அர்த்தம் லிங்கம்னா என்ன ஒரு சிம்பல் கரெக்டுங்களா இப்போ டேஞ்சருக்கு மண்டை ஓட்டு போட்டு ஒரு இன்ட்டு போட்டிருப்பாங்க கெட்ட வராதே அபாயம் அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சிம்பல்ஸ் இந்த லிங்கம்னா என்னத்த இது வந்து என்னதுன்னா ஆக்சுவலாக கர்ப்ப கிரகத்தில் இது வடிவம் இல்லாத வரும் ஒரு வழுக்கு பாறை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க கீழே வந்து இதை வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து என்ன குறிக்கிறதுன்னா வந்து சிவங்கிற பொட்டென்ஷியல் பவர் சக்தின்னு கூட சொல்லக்கூடாது ஆம்னி பொ பவர் ஆம்னி பொ பவர்னா என்ன அர்த்தம் எல்லாத்துடைய மூலம் சர்வசக்திகளினுடைய மூலம் அது திருப்பி சர்வசக்திகள்னா ஆகாசம்தான் வந்து இங்கே வந்து இருக்கிறது இல்லையா அடிப்படை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற ஒரு பெரிய வியாபகமான ஒரு சக்தி அதுவும் ஒரு சக்தி அது வெளிப்பட்டு இருக்கு அது கூட வந்து இதுலேருந்து தான் வெளிப்படுற மாதிரி வெளிப்படுதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் வெளிப்பட்ட அதுவும் இதுவே அதையும் அது விட்டு வைக்கலை ஆல் பர்வேசிவ் ஸ்கைங்க அதுவே வந்து லிமிட்லெஸ் எல்லை இல்லாத வானம் தானே ஆகாசம் வந்து எல்லை இல்லாததில்ல அந்த எல்லை இல்லாதது வந்து இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே இந்த லிங்கம் மாதிரி சிம்பல்லெஸ்ஸாக ஆகாசத்துக்கூட வடிவம் இருக்குது நம்ம பார்க்குறோம்ல ஒரு பொருளை பார்த்தாலே ஆகாசத்தை பார்க்குற மாதிரி தானே அர்த்தம் ஏன்னா பொருள் ஆகாசத்தில் தானே இருக்குது அந்த பொருளுக்கும் நம்மளுடைய பார்வைன்னு சொல்லப்படுற கண்ணு மூலமாக பார்க்குற இடத்துக்கும் நடுவில் இருக்கிறதும் ஆகாசம் இருக்குதுல்ல அதுலேயும் ஏதோ அறிவு இருக்கிறதுனால தானே இந்த பார்வை மன அப்படி போய் அந்த பொருள் வடிவமாக அதை பார்த்து தலைகீழாக உள்ள ரெட்டினாவில் காமிக்குது விழித்திரையில் ஸோ இப்படி வந்து கிட் ஸ்மா டைனியஸ்ட்டு செல்லில் வந்து அந்த பயோவா, ரிஃப்ளெக்ஷன் காமிக்கிது பார்வைக்கே இந்த விழித்திரைக்கே அப்படி காமிக்குதுன்னா அதை அதை வந்து உள்ள உணர்றது வந்து மனம் தானே உணருது ஒரு காட்சி வந்து அது நல்லா இருக்கு, அந்த கலரை இதே கலர் தான் நான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு கலரை பார்த்துட்டு அதை சொல்லி ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஒரு துணியை வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி அந்த கலரை காமிக்கிற மாதிரி அந்த கலரை உணர்கிறது வந்து மனம் தானே இந்த கலர் தான் எக்ஸாக்டாக பின் பாயிண்டடாக தான் ஏற்கனவே பதிச்சு வச்சிருந்த அந்த பர்டிகுலர் கலர் மனத்திரையில வீடியோ பாயிண்ட் இதுல என்னென்னலாம் இருக்குள்ள இதுன்றது ஆம்னிப்போர்ட்டன்ஸ் Omniscience. Omniscience, actually, omniscience. Sorry, omnipresence. அடிக்கடி தெ தெஞ்சென்ன பொங்கல்ஸ்ன்னு விடுவான் ஆம்னி பஸ் தற்செயலா டப்பு அந்த டெஸ்டினேஷனுக்கு மாத்திடுவான் அதாவது எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய பஸ் பேரு ஆம்னி பஸ் கரெக்டா அந்த பஸ்ஸ திருவாரூருக்கும் அனுப்பலாம் வேற கன்னியாகுமரிக்கும் அனுப்பலாம் நாகர்கோவிலுக்கும் அனுப்பலாம் இந்த சைடு நெல்லூர் சைடு நார்த் சைடும் சென்னையிலேருந்து அனுப்பலாம் எந்த சைடுக்கு வேணாம் எப்போ வேணாம் எப்படி வேணாம் யூஸ் பண்ணிக்கிறது பேர் ஆம்னி பஸ்ஸு அப்படின்வாங்க இந்த ஆம்னி பொட்டன்சுனா என்ன ஆம்னி பொட்டன்சுனா எல்லா எல்லாத்துனுடைய சர்வ மேனிஃபெஸ்டேஷன் தோன்றியது அனைத்தும் வந்து இதுக்குள்ள இருக்கு இதுவே தோன்றியவைகளாகவும் இருக்குது எப்படி வேணா வச்சுக்கோங்க அது ஆம்னி பொட்டன்ஸ் ஆம்னி சயின்ஸ் என்ன எல்லாம் அந்த தோன்றியவிகளுக்கு ஏதோ ஒரு டைமென்ஷனல் அறிவு இருக்குல்ல எல்லாத்துக்கும் அறிவு இருக்குல்ல அந்த அறிவை தானே நம்ம வந்து எண்ணங்களாக உணர்ச்சிகளாக அர்த்தமாக மீனிங்காக எல்லாம் நம்மளுக்குள்ள வச்சிக்கிட்டுருக்கோம் ஒன்று சொன்னோன்னா ஒரு பப்பாளி வாங்கிடுவாங்கோ அப்படின்னு சொன்னால் பப்பாளின்றது உடனே நம்மளுக்கு வருது பப்பாளி ஆப்பிள்லேருந்து வேறு கொய்யாலேருந்து வேறு சப்போட்டாலேருந்து வேறு ஆரஞ்சுலேருந்து வேறு அப்படின்னு அதுக்கு ஒரு பரிமாணத்தோட மீனிங்கோட உள்ளுக்குள்ள இருக்குல்ல அது அறிவு தானே அந்த மாதிரி இந்த ஆம்னிப்போர்ட்டன் பாயிண்டே இந்த ஆம்னிப்போர்ட்டன் சொல்லப்படுற சக்தி எல்லா பவரும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன ஒரு வரப்போற காலத்துல வரப்போ காலம்ன்றது அதுக்குள்ள கிடக்கு காலத்துல வரப்போற பெரிய ஆலமரம் இப்ப விதைக்குள்ள இருக்குல்ல அந்த மாதிரி இந்த புள்ளிக்குள்ள ஆலமரம் மாத்திரம் இல்லை பிரம்மாண்டமே அந்த புள்ளி அது வந்து இருப்பு பாயிண்ட்டே அது அப்புறம் அது வந்து அறிவு பாயிண்ட்டாக இருக்குது சும்மா இல்லை ஏன்னா ஏன் அறிவு பாயிண்ட்டுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது தனக்குள்ள ஆகாசத்தை தனக்குள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆகாசம் டைமென்ஷன்லாம் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே அந்த டைமென்ஷனுக்கு உண்டானது ஒரு அறிவு இருக்கணும்ல ஆகாசம்னா அகாமடேட்டிங் ப்ரின்சிபல் இடம் கொடுக்கும் ஒரு தன்மை கொண்டது பேர் தான் ஆகாசம் கரெக்டாக ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அது இப்போ இப்போ இந்த இந்த பொருளை வந்து இந்த ஆகாசத்தில் இடம் கொடுத்துட்டே இருக்குது ஆகாசம் டிஸ்டர்பே ஆகலை புரியுதா எங்கே இதை மாற்றினாலும் கொடுக்குது ஆகாசம் அசையலை பொருள் அசைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படி அந்தந்த இந்த இடத்துக்கு மாற்றினா அந்த இடத்துக்கு உள்ள ஆகாசத்தை அது நிரம்பிக்குது அந்த இடம் வழிமிட்டு கொடுக்குதோ எப்படி கொடுக்குதோ தெரில ஆனால் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது இல்லை அந்த மாதிரி தோன்றியவைகளுடைய டைமென்ஷனுடைய அறிவு ஞானம் இல்லை அது இதுவாகவே இருக்கு இதுவாகவே இருக்குது இந்த புள்ளி ஞானமாகவும் இருக்குது இந்த புள்ளி பொட்டன்ஷியலாகவும் இருக்கு பவராகவும் இருக்கு புரியுதா அப்புறம் ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம பேசிட்டு நான் விளக்கம் சொல்றதில் மாத்திரம் அது இல்லை எங்கேயோ கல்க வான வெளி எல்லையில்லாத அண்ட சராசரங்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு ஆம்னி பிரசன்ஸ் எல்லா இடத்திலும் பொட்டன்சியல் இதுக்கு ஆப்போசிட்டே ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்க மாதிரி சொல்றது அந்த குமிஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த எல்லான்ற வார்த்தைக்கு மீனிங்லெஸ் ஆக்கிடுது போருமா அதுதான் இருக்கு அப்படி எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்த சிவலிங்கத்தை குறிக்கிறாங்க நம்மளதுல புரியுதா இப்ப வந்து போறோம் இப்ப வந்து உங்க கேள்வி இதுக்கு பின்னாடி இதை வைக்கிறாங்க பல பட்ட கண்ணாடி கொண்டதுல இதுல எல்லாம் என்ன ஆகுது இந்த நடுல் இந்த ஸ்டாண்ட்ல வச்ச ஒரு இது இதுவும் கண்ணாடி இது எல்லாமுமே நிலை கண்ணாடிங்க நிலை கண்ணாடி பல பட்டை நிலை கண்ணாடினாலே என்ன அர்த்தம் பிரதிபலிக்கும் ஒரு இது புரியுதா இப்போ இங்கே வச்சது என்ன ஆகுது இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் சின்னதாக இதே ஜோதி இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்கே ஒரு ரிஃப்ட்லெக்ட் என்ன அது ஸ்லாண்டிங்காக வச்சதுனால இப்படி குமிஞ்சு இருக்கும்போது கீழே இருக்கிற ஜோதி அது ரிஃப்ளெக்ட் பண்ணது மேலே இது ரிஃப்ளெக்ட் பண்ணது இது ரிஃப்ளெக்ட் பண்ணது அதே மாதிரி இதுவும் லெஃப்ட்லெக் பண்ணுது இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணது இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ண எல்லாமே ஜோதி இங்கே இருக்கிறதே இங்கே முழுமையாக இருக்குது இங்கே இருக்கிறதே இங்கே முழுமையாக இருக்குது புரியுதா எல்லா இடத்துலையும் ஜோதி ஜோதி ஜோதி ஜோதி ஃபுல்லாக பல பட்ட கண்ணாடிலையும் இந்த நடுவில் வச்ச ஒரே ஒரு தீபம் பல பட்ட கண்ணாடிலேயும் தெரியுது இப்போ வந்து உங்களுடைய கேள்விக்கு வருவோம் இதுதான் ஒவ்வொரு நீங்கள் வந்து உங்கள் சாதகம் மாதிரி நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எண்ணத்தை பார்க்குறீங்க அந்த எண்ணத்தை பாக்கிறவனே அந்த ஜோதி அவர் வந்து இந்த ஆம்னி போட்டன் பாயிண்ட் ஆம்னி சைன் பாயிண்ட் பேரறிவு பேர் இருப்பு பேர் உணர்வு எல்லாமுமே பேர் ஆனந்தம் என்ன வேணா சொல்லுங்கிறது எல்லாமுமே பேர் பேர் பேர் பெருசு பெருசு பெருசு அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இருக்க முடியாது அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க சும்மா ஏரு நான் சொல்லிருக்கேன் அதை நீங்கள் பண்ணுறீங்க காத்தால் எழுந்து கண்ணை மூடிக்கிறீங்க கண்ணை மூடினவனே ஒரு இன்டென்ஷனாக இல்லையா கண்ணை மூடிக்கிறதே நான் இப்போ வந்து சும்மா இருக்கிறது ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு சாமி சொல்லி கொடுத்துருக்காரு அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை மூடறீங்க கண்ணை மூடுறதே வந்து உள்ளே வந்து கண்ணை மூடுபவர் யார் அது ஒரு இன்டென்ஷன் இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு செயலாக உள்ளே வந்து கன்வெர்ட் ஆகுதுங்களா பார்ப்பவராக உள் பார்வையாக சரி இப்போ அந்த பார்வை தான் இப்போ அந்த தருணம் உங்களுடைய தருணம் எப்படி இருக்குது அந்த மூணும் ஆம்னி பொட்டன்ஸ் ஆம்னி சியன்ட் ஆம்னி பிரசன்ட் இந்த சிவலிங்கம் இந்த ஜோதி வந்து இதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்குன்னா தனி லோகேஷ்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தனி லோகேஷ் காத்தாலே எழுந்துருந்துருக்கேன் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இது இருக்கும் आ, இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த தன்மைகளுடைய நிறைய கன்க்ளூஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக அதுதானே லோகேஷன் லோகேஷன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லாமல் ஒரு பாவத்தோடு கவனிக்க ஆரம்பிக்க போகிறீங்க கரெக்டாக ஆனால் அந்த கவனம் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இல்லையா இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னா என்ன சரி நம்ம ஐயா சொன்ன மாதிரி பண்ணுவோம் சின்சியராக பண்ணுவோம் உட்கார்ந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சங்கல்பிச்சுக்கிறது நினைக்கிறது கரெக்டா நினச்சி திட்டமிட்டு இதை செய்யணும் அப்படின்னு உறுதிப்படுறது அந்த உறுதியான நிலைப்பாடு உங்களுக்குள்ள அது ஒரு ஆங்கிளாக இல்லையா கரெக்டா நான் சொல்லுறது புரியுதா ஃபஸ்ட்டு நான் சொல்லுவது புரியுதா இப்போது இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த விளக்கை ஏற்றினோடனே இதனுடைய தீபம் வந்து மேலே இதை சுற்றி இவ்வளோ பல பட்டைகள் இருக்குதுனால உடனே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்மிக்குது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏத்தப்பட்ட உடனே அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்காங்களோ ஜோதியை ஏற்றத்துக்கு முன்னாடியே மிதி எல்லாம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஜோதி ஏத்தன பிறகு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலே அந்த ஒளி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பட்டையிலையும் முழுமையா இருக்குமா இல்லையா ஜோதி ஏன் வந்து அந்த தீபம் தீபம்னு ஏன் சொல்லப்படுறதுன்னு தீபம் வந்து வெளிச்சம் கொடுக்குது விளக்குகிறது விளக்குக்கு இன்னொரு விளக்கு விளக்கம் வேண்டாமே புரியுதா விளக்கம்னால என்ன அர்த்தம் விளைச்சத்தை பரவி தன்னிருப்ப தன்னிருப்பையும் காமிக்கிறது சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் காமிக்கிறது கரெக்டா இங்கே எதிர்க்க என்ன இருக்குது எதற்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் ஒரே ஒரு ஜோதி எல்லா இடத்துலையும் தனி முழுமையான ஒரே ஒரு ஜோதி மாதிரி முழுமையாகவும் காமிக்கிது பார்க்கறவன் வந்து உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அதாவது நீங்கள் பார்க்குறவராக கண்ணை போடுறீங்க அப்பவே வந்து பார்க்கறவனா நீங்க திட்டமிட்டு கண்ணம் மூடும் பொழுதே வரப்போதெல்லாம் கூட இருக்க முடியாது வந்து இது என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னு அடுத்த யோசனைக்கு வந்து பார்க்கறவன் அந்த யோசனை ஆகிட்டான் கரெக்டா அவ்வளவு நடக்குமா இல்லையா பார்க்கிறேன் திங்கிங் நடக்குது பார்த்தல் மயமா இருந்தீங்கன்னா ஒரு கவனத்தில் ஒரு உள்ள சும்மா இருத்தல் ஒரு மூமெண்ட்ல என்ன இருக்கும் பார்ப்பவன் பார்த்தல் காட்சி எண்ணம் எண்ணம் உணர்ச்சி எதுவனா போட்டுங்க அதுதானே அதுதான பாக்குறீங்க அரிபடு பொருள் கரெக்டா ஆப்ஜெக்ட் கரெக்டா இப்ப வந்து நீங்க வந்து பார்ப்பவனா இல்லாமல் வெறுமை பார்த்தல் திரும்ப பார்த்தலாம் இருந்தீங்கன்னா பார்ப்பவன்னு இருக்க முடியாது பார்ப்பவன்றவன் பேக்ரவுண்ட் திட்டமிட்ட செயல்கள் அவங்ககிட்ட இருக்கு கரெக்டா எதையும் நீங்க நோக்கி ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க புரியுதா உங்களை கவனிக்கிறது கூட உங்களையும் வந்து நீங்க ஆப்செக்டிஃபை பண்றீங்க புரியுதா உங்ககிட்ட இருந்தா உற்பத்தி ஆக போகுது ஒரு குழந்தைகிட்ட சொல்றோம் இந்த பேர் வாசல்ல உட்காந்துக்கும் இந்த பால்காரன் வந்து பெல் அடிச்சுட்டே வருவான் பாருன்னா இலக்கை கொடுத்துட்டோம் பெல் அடிச்சுட்டே சைக்கிளில் வரணும் அவன் இதுக்கு முன்னாடியே அந்த பால்காரனுடைய உருவத்தை அவன் பார்த்தது கிடையாது எதுவுமே கிடையாது மொத்தம் பெல் அடிச்சுட்டே வருவான் பால்ன்னு கத்துவான் இது ரெண்டும் தான் அவனுக்கு இது இது ரெண்டு சவுண்டு ஒன்று ஒன்று வந்து பால்னு கற்றுவான் இன்னொன்று பெல்லு சைக்கிளில் சைக்கிள் பெல் அடிப்பான் இப்படின்னு ரெண்டு குறிப்பை சொல்லிட்டா இப்போ அதுக்கு அந்த ஆப்சர்வேஷன் அதுக்கு உட்காந்துருக்குது பால்கனியில் உட்காந்துன்றிருக்கிறதுக்கு இது தான இலக்கு செட் ஆயிடுச்சா இல்லையா இப்ப வந்து இப்ப சும்மா இருப்பவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வழக்கமா தியான இன்ஃபுளுசஸ்ல ஏகப்பட்டது இருந்துகிட்டே இருப்பாங்க கரெக்டா இது நாள் வரைக்கும் வந்து நான் வந்து எதுவும் என்னுடைய மேன்மைக்கு பண்றேன் ப்ராஜெக்ட்ஸ் பின்னாடி இருக்கும் அவங்களால இந்த தூய வெறும் பேர் இருப்பா இருக்க முடியாது பேர் அறிவா இருக்க முடியாது பேர் உணர்வா இருக்க முடியாது கரெக்டா அது தூக்குத்த சாதாரணமா நடக்குது அங்க லோகேஷ் இல்லை எழுந்துனவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோசரம் இதை சொல்றோம் ஆனா விஞ்ஞானத்தை நம்ம ஃபுல்லா பிரிச்சு பார்க்கறோம் இப்போ புரியுதுங்களா எங்க உங்க கேள்வினால இது வருது நம்ம வந்து என்ன வந்து திட்டமிட்டு எதையோ போய் அடைவதற்கு எதுவுமே பண்ணல ஏன்னா எங்கேந்து எல்லாம் வருதோ அதுதான் இது இந்த இந்த இந்த ஜோ ஜோதியை மாத்திரம் ஏத்தலைன்னா வெறும் விளக்கு மாத்திரம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதுக்கு கூட வெளிச்சம் வேணும் கரெக்டா மெயின்ல எல்லாமே இருட்டில் இருந்ததுன்னா இந்த கண்ணாடியில் முன்ன ரிஃப்ளெக்ஷன் வராது கரெக்டா இப்போ கர்ப்ப வேற எந்த வெளிச்சமும் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த சந்நிதியில ஒரு பல்பு கிடையாது ஒரு விளக்கும் ஏத்தலை ஒரு தீபமும் ஏத்தலைன்னா அதாவது சிவலிங்கத்தை கிட்டேயே இங்க கூட விட்டுருங்க அப்படின்னா எல்லாமே இருட்டு காட்பட்டு போது கம்ப்ளீட்டாக இருட்டு காட்டுப்பிட்ருக்குல்ல இப்போ வந்து லோகேஷை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எழுந்து தினம் வந்து உட்காருங்கப்பா எல்லாரையும் உலகத்தில் எல்லாரையும் என்ன சொல்லியிருக்கோம் எல்லோரும் எழுந்து உட்காருங்கோ தினம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் உள்ளே அஞ்சு கோஷங்கள் தான் இருக்குது உள்ளே வந்து நீங்கள் என்ன வரப்பீங்க உலகத்து விஷயங்களாக இருப்பீங்க அது வந்து அன்னமய கோஷம் மூலமாக ஞான புலன்கள் வழியாக உடம்பு வழியாக நீங்கள் சேகரித்த விஷயங்கள் அதை பற்றி நினைப்பு வரும் வாசலில் நிற்கிற காரை வந்து நேற்றுக்கி கவர் போட்டோமா இல்லையான்னு வரும் நாளைய திட்டத்தை பற்றி ஏதோ ஒன்று வரும் உலக சம்மந்தப்பட்டது அதை விட்டுட்டு உள்ளே வருவீங்க அப்புறம் பிராணமய கோஷம் அதில் வந்து ஏதாவது சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வேற வரும் புரியுதா மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்புறம் ரெண்டு எண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்பை பார்க்கறது புரியுதா இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த நாள் வரைக்கும் பண்ண ஆன்மீகத்தில் நடக்கவே நடக்காத ஒன்றே ஒன்று என்னென்ன பார்ப்பவனே யாரு அவனுக்கு அந்நியமா பார்த்ததும் பார்க்கப்பட்டதும் இருக்க முடியுமா பிரபஞ்சமே இருக்க முடியுமா உங்க கேள்வியிலையும் நடுவில் கடைசியா ஒன்று சொன்னீங்க ஒரு செகண்ட் வந்து ஆக்சுவலா பார்த்தா ஏதோ ஒளித்துகளை பார்த்தா மாதிரி எல்லாம் ஒரு செகண்ட் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுதுன்னீங்க கரெக்டா நீங்க இப்ப முதல்ல உங்க கேள்வியில அது வந்தது அப்படிதான் போகும் அப்படிதான் போகணும் நீங்க பார்ப்ப அவன் இலக்கே இல்லாமல் ஈவன் சும்மா இருக்க கூட நான் பண்ணல தியானமும் பண்ணலை எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணாததுக்குதான் அதுக்குதான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் சும்மா இருப்பா சொன்னது கூட ஐயா ஓகே இப்ப அந்த இன்டென்ஷன இல்லை ஐயா ஒரு காலையில மட்டும்தான் அந்த மாதிரின்னு இல்லை ஐயா இப்போ நான் சொன்னதே வந்து ஒரு டெய்லி பேசிஸ்ல அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டிரைவிங்லயோஸ்ல இருக்கு சும்மா இருக்கிறப்போ இன்கேஸ் டிவி ஓடுறப்போ கூட ஓகேங்களா டக்குன்னு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்புதான் அத நல்ல கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நான் ஒரு டார்கெட் செட் பண்ணல செட் பண்ணல பண்ணலிகள் பதிவுகள் பேசுற மாதிரி இருக்குங்களா சும்மா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு அப்ப வேற ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கு உடனே நம்ம கவனிக்கிறோம் இப்போ அத நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒருத்தவன் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒருத்தவனே பார்க்கிறோம் உண்மை என்னன்னா இது பேர் வந்து முப்பூடிகள்னு பேரு மொப்படிகள்னா என்ன இந்த சீயர் சீயிங் டூயிங் ட்ஸ் புரியுதுங்களா ஆக்டர் ஆக்டிங் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து முப்படிகள் இந்த முப்பூடிகளுக்கு முப்பூடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அது எங்கேருந்து வர முடியும் நீங்கள் தான் அந்த முப்படிகளாக இருந்திருக்கீங்க அதுக்கு தான் பழகியிருக்கீங்க உங்கள் மன வெளி வந்து பூரா அதுக்கு தான் பழகியிருக்கு எழுந்த உடனே சரி அதை போய் பண்ணிடலாம் இன்றைக்கி பேசிக்க இவரோட ஏதோ ஒன்று வரும் புரியுதுங்களா இவரோட இன்றைக்கி பேசிக்க வேண்டாம் தான் ஒரு பிளையாராக இவரோட இன்றைக்கின்னு சொல்லி உங்கள் நண்பரை திட்டமிட்டு அறுதிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி போய் டச்சே பண்ணிக்க வேண்டாம் கூட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு வாரமாக அவர் கூப்பிட்டுருக்கார் வச்சுங்க இன்றைக்கி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இன்றைக்கின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு அதை நினைக்கும்பொழுது இன்றைக்கி இவரை நான் நானுன்றவங்க தான் டூயர் புரியுதுங்களா பண்ண வேண்டது இருக்க முடிய இன்னைக்கு இவரை டச் பண்ணிக்க வேண்டாம் அப்பாவை நாளைக்கு பிளான் பண்ணி டாக்டர் கிட்டி பரவாயில்ல இருக்காரு அப்படின்ட்டு எல்லா எண்ணங்களுக்கு பின்னாடியும் எல்லா செய்பவர்களுக்கு பின்னாடியும் எல்லா உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும் எல்லா அந்த நான் பாவங்களுக்கு பின்னாடி நடக்கிற டிட்டர்மினேஷன் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா நீங்க தானே அது எல்லாமே இருந்தீங்க அதுக்கும் போது முதல்ல வரைக்கும் புரியுதா அந்த நினப்பு வரதுக்கு முன்னாடி அதனுடைய சாராம்சம் உங்க வெட்ட வெளியாகவும் இருந்திருக்கு புரியுதா சொல்லுது புரியுதா நீங்க என்ன சொல்றீங்க சாதாரணமா நான் வந்து காத்தால சும்மா இரு ஒன் ஹவர் பண்றதை கூட சொல்லலை மத்தியானம் உட்காந்து அப்படி டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கும்பொழுதே பார்க்கறவன ஒரு செகண்ட் வந்து ஃபுல்லா எனக்குள்ள அப்படி திரும்பினேன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது கரெக்டா ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்ப அப்படின்னா என்ன திருப்பி உங்கள் மூலஸ்தானத்துக்கு வரீங்க இங்கேருந்து இவன் வந்தான்னு பார்க்குறீங்க யார் இவன்னு பார்க்குறீங்க அது அதுதானே அதனுடைய அர்த்தம் இப்போ யாருக்கு வந்து இன்னைக்கு வர போய் ஃபோனே பண்ணிக்க இன்னைக்கு வேற டச்சே பண்ணிக்க வேண்டாம் அறுதியிட்டு திட்டமிட்டு ஒரு நினைப்பு புரியுதா அந்த நினைப்பு வந்து பல பல லோகேஷனுடைய பல நாள் கண்டினியூட்டி தவிர லோகேஷ்னு எங்கேயாவது அங்கே இருக்க முடியுமா புரியுதா கவனத்தில் இந்த டிட்டர்மினேஷன் உணர்ச்சியில் அதை பற்றி திட்டமிடுறது இந்த உணர்ச்சி எப்படி செலுத்துறதுன்னு புத்தி புரியுதா இன்றைக்கி இவரை டச் பண்ண வேணாம்னு அதை கரெக்டாக வெர்பேட்டிமா உள்ள யோசனை அவருடைய காட்சி அவரோட நடந்த மொத்த சாரமாக நடந்த உணர்ச்சிகள் அத்தனையும் லோகேஷ் மாதிரியான ஒரு நான் என்ன பண்ணுது உள்ளுக்குள்ள கிளியராக சொல்லுது இன்னைக்கு வேற டச் பண்ணிக்க வேண்டாம் ஒரு நினைப்பு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவோ நினைப்புகள் எல்லாம் எப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட் மூலத்தில் இருக்கிறது நான் பாவம் நான் பாவம்னாலே இது வந்து இதனுடைய கிளஸ்டர் கிளஸ்டர்ன அப்படியே தொகுப்பு அந்த கிளஸ்டர்ல வந்து உணர்ச்சி மயம் உணர்ச்சின்னா என்னங்க அர்த்தம் தாக உணர்ச்சின்னா என்ன அர்த்தம்ங்க நிஜமாவே இந்த உடம்புக்கு வந்து வறட்சி அழிப்புச்சு தண்ணி தாகம் எடுக்குது கரெக்டா அப்படின்னா உடம்பு ஜட அந்த வறட்சிய வறட்சி உணர்ச்சிய உணர்ச்சின்னாலே உடம்பு சம்பந்தப்பட்டது கரெக்டா கிளியரா வந்து கிளியரான ஜடம் உடம்ப வந்து கிளியரான முழுமையாக ஜடமாகவும் இல்லாமல் முழுமையான இந்த மாதிரியான பேரறிவாகவும் இல்லாமல் ஒரு பாவம் தானே ரொம்ப தாகமா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு அந்த உடம்ப தானாக அபிமானிக்க வைத்து தானாக நினைக்க வைத்து முதல்ல போய் எங்கேயாவது கூல்டிங் ஷாப் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு அந்த உணர்ச்சியை வந்து ஜடத்தோடு வந்து அறிவு தானே வந்து சேருது அறிவு தானே ஒரு எண்ணமாகவும் பாவமாகவும் தண்ணி குடித்தா இது தீரும் கரெக்டா அப்படின்னா ஒரு உணர்ச்சிக்கு முன்னாடி நான் பாவம்னு ரெடியாக இருக்குது ஸ்டோர்டு பல உடல்களில் வசித்த கிளர் ஆஃப் உணர்ச்சிகளினுடைய ஊடக வெளிப்பாடுகளை தன் கீழே வச்சிட்டு இருக்கு இப்படி வந்து ஒரு செட் ஆப் பாக்ஸ் வந்து ஒரு டிவி சேனல்னுடைய ஒரு ஒரே ஒரு நம்பர்ல இருக்கிற ஒரு சேனல் அந்த நம்பருக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மெகா சீரியலை இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு எடுத்து வச்சிருப்பாங்க இன்னும் அறுபது எபிசோடு எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருப்பாங்க அவ்வளோ அறுபது எபிசோடும் அங்கே லைனா இருக்கும் இல்ல அன்னைக்கு அந்த நிமிஷத்துக்கு காத்தாலும் நீங்கள் ஏழு மணிக்கு ஆன் பண்ணுறீங்கன்னா அன்னிக்கு காத்தாலே இன்றைக்கி எழுநூற்றி அறுபத்தஞ்சாவது பாகம் இந்த சீரியல் அப்படின்னு போட்டாங்கன்னா அது என்றைக்கி புதுசாக நடந்துகிட்ருக்கு இல்லை அங்கே அல்ரெடி ஸ்டோர்டு இன்னும் எழுநூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சி வரைக்கும் இன்னும் நூற்றி இருபது இருக்கு ரெடியாக அதுவும் ஸ்டோர்டு அது நாளைக்கு அடுத்தது வரும் எழுநூத்தறுபத்தாறு வரும் எழுநூற்று வரும் அந்த மாதிரி வந்து இங்கே நான் பாவம் வந்து பயோவா இது எங்கேந்து வருதுன்னு தெரியாமல் இந்த நான் பாவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் தனக்குள்ள உணர்ச்சி மயமா இருக்குது புரிமா இந்த உணர்ச்சி மயம் உடனே என்ன பண்ணுது ஆடியோ வீடியோ உள் பேச்சு வீடியோ புரியுதுங்களா ஏன்னா அது வீடியோ கண்டென்ட்டும் இருக்குது இல்லை என்ன அர்த்தங்க கிளியராக வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து தாகம் தொண்டா வரலுது அப்படின்னாலே என்ன பண்ணுவீங்க உணர்ச்சி மயமா வீடியோவாகவும் இருக்கும் அது தண்ணி குடிச்ச தாகத்தை தனித்த ஃபீலிங்கோடு அது இருக்கும் நிறையா பழசு ஒரு குழந்த பிறந்த உடனே பாலை குடிக்கணும் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தாய் பசுவனுடைய மடியிலேருந்து பாலை கறந்து குடிக்கணுன்றது வந்து இது பூர்வ ஜென்மத்தினுடைய சயின்ஸ் பயோ பயோரிஜிஸ்ட்ரேஷன் போறோமா பிறப்பே பயோ ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பி எங்க நடக்குது இந்த பாவங்கள்ல நடக்குது இந்த பாவத்தை தான் ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அகந்தமா சொல்லிட்டார் அகந்தை ஈகோ பிரம்மாண்டமான பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு பேருணர்வுக்குள்ள இந்த அகந்தை பாவம் தனி பாத்தி கட்டி நிறைய உணர்ச்சிகள் மையங்களை நான் பாவம் மாத்திரம் நான் பாவத்துக்குள்ள ஆறு வேற்றுமை உறுப்புகளும் இருக்கு புரியுதா இதுக்குள்ள என்ன இருக்கு நானு அதுக்கப்புறம் என்னை என்னால் என்னோடு உடன் அப்புறம் எனக்கு என்னுடைய இது எல்லாம் எங்க இருக்கு மனமாவும் வச்சுக்குது மனம்னாலே மெமரி கார்டுங்களா மனமாவும் வச்சிருக்குது புத்தியாவும் வச்சுக்குது மனம்ன்றது கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் ஆஃப் கம்ப்ளீட் பாஸ்ட் இருக்கு எல்லா பதிவுகள் மயமா இருக்கு அதுல உங்களோட புத்தி மூலமாக நான் பாவன் என்ன பண்ணுது சரி முதல்ல வந்து தண்ணியை குடிப்போம் முதல்ல இன்னைக்கு இவரோட பேச வேண்டாம் இந்த நிமிஷத்து ஒரு நினைவு போல இந்த நிமிஷத்துல ஒரு clear-cut determination போல ஒரு சும்மா இருல உட்காரும்போது வருது அதை நீங்க பாக்குற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்க்கறவரே அதுதான் பார்க்கிறவர்கிட்டேந்து தான் அது வந்திருக்கு பார்ப்பவனும் பார்க்கப்பட்ட எண்ணமும் பார்த்தலும் ஒரே எல்லாமுமே பார்ப்பவன் இன்னைக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றவனும் அப்படின்னா என்றைக்கோ பண்ணணும்ன்றது அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறவனும் இரட்டைகள் பொறுமா முப்படிகள் இது வந்து முப்படிகள்னு பெருதுக்கு இரட்டைகள் இருக்கு புரியுதா முப்படிகள் வந்து இன்னைக்கு பண்ண வேணாம் இரட்டைகள்ல எப்பவும் அது கூட இருக்கு புரியுதா அன்னைக்கு என்ன சரி இன்னைக்கு முடிச்சிடலாம் அன்னைக்கு வரும் மாத்தி சோ இது ரெண்டும் கான்ஸ்டன்டா டிரைவிங் நான் பாவத்தில் இந்த மாதிரி வந்து பயோவா உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து ரமண மகரிஷி அவர் என்ன சொல்றா மத்தவங்க மாதிரி வந்து ஒண்ணு ஒன்னா வா வெளியிலேருந்து வாங்கி நடக்கிறத பாரு முதல்ல கால ஃபீலிங்க பாரு அப்புறம் விடுற மூச்சை பாரு எல்லாமுமே யாருக்குன்னு பாத்துருன்ட்டார் மொத்த விழிப்பு நிலையில எழுந்துக்கிற மனத்தையே பார்த்துட்டு ஷார்ட்டா இல்லையா அதுக்கு ஒரு செய்யுள்ளே கொடுத்துருக்காரு இரட்டைகள் இந்த இரட்டைகள் முப்பூடிகள் என்றும் இந்த நான் பற்றி இருப்பவாம் பொருமா இந்த நான் வந்து பிரபஞ்சம் பூரா அதுதான் ஒரு அணுத்துகளும் அதுதான் நானுன்னு சொல்லாது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி கிடையாது அந்த சிவம் அந்த பெரிய இது அம்இம்பார்டன்ஸ் அதுதான் இதை உணர்றது விடை ஒண்ணுதான் பல புரியுதா அவர் என்ன பண்ணியிருக்கார் பகவான் அந்த பாட்டில் சொல்கிறார் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு இரட்டைகள் முப்பிடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏது என்று கருத்தினுள் கண்டால் கருத்துக்கு உள்ளே போய் பாருன்றார் கருத்து என்னன்னு அதை தான் நான் சொல்கிறேன் சும்மாயூர் பண்ணுங்க அப்போ தானே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் யானன்னு தெரியுது பேர் தான் சும்மாயூர் உலகம் என்னென்னு தெரியுது அப்புறம் உலகம் தானாக விழுந்துடும் நீங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க இது இல்லைன்னு தெரியும் இது இல்லைன்னு தெரியும் இவைகளெல்லாம் நான் இல்லைன்னு தெரியறதுதான் ஸ்டெப் அது வரைக்கும் தான் வந்து அன்மஞானமே சொல்லி கொடுக்க முடியும் அதை சொல்லி கொடுத்துட்டார் அவரு அதை நம்ம சயின்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா கருத்தினுள் கண்டால் அப்படின்றார் அவர் இரட்டைகள் முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் அப்படின்ன முப்படிகள்ல வந்து பார்த்தல் இருந்தாலும் சரி பார்க்கப்பட்ட காட்சியா இருந்தாலும் சரி இந்த காட்சி யாருக்கு அப்புறம் எனக்குன்னு வரும் இவனே யாரு இவன் போன வாரம் பூரா இதை தான் யோசிச்சிருந்தான் அதனால இப்ப வந்திருக்குன்னு வந்துடும் கரெக்டா சோ அங்க இல்லாம நான் இங்க வந்து இதை யோசனை வரல சோ எல்லாத்துக்கும் காரணம் நான் சோ நான் இப்ப பாரு பார்ப்பவனையே பாரு இப்போ வந்து நிப்பி வந்து நிப்பீங்களா இல்லையங்க அததான் அவர் சொல்றாரு இரட்டைகள் முப்புடிகள் என்றும் இந்த நான்பாவத்தை பற்றி இருக்கும் நீங்க இந்த சும்மாயிறு பண்ணுங்க கருத்தினுள் கான் அப்படின்றாரு பாருன்றாரு அதுக்குதான் நான் சும்மாயிருவாவே ஆக்கிட்டேன் இதை பிளேயரா உட்கார்ந்து பண்ணணும் இதெல்லாம் உள் பீல்டு இல்லையா குவாண்டம் பீல்டா இல்லையா அதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா இப்ப நீங்க லாஜிக்கா ரிலேட் பண்ணீங்கன்னா பார்ப்பவனுக்கு ஒரு காட்சி ஒரு எண்ணம் வருதுன்னா இந்த எண்ணம் வந்து முன்னாடி நடந்தவன் பார்ப்பவனாவே இருக்கு இருக்கான் நான் ஆமா ஐயா இப்ப இப்ப வந்து அது இது பார்ப்பவன் இது எதுக்காக வந்ததுன்னு தெரியக்குள்ள அந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம ஆக்சுவலா முன்னாடி நடந்தது ஆமாம் அதோடைய பதிவுனால இப்போ தெரியுது எல்லாமே பதிவுன்னு வந்துடும் தெரிஞ்சிடும் இப்போ தெரிஞ்ச உடனே இப்போ அதுக்கு இருப்பு இல்லை ஆமா அப்படின்னு போயிடும் அதாவது இதுக்கு இருப்பு வந்து பாஸ்ட் பாஸ்ட் பழைய பதிவு பழசு பூரா அவரை பற்றி வந்திருக்கீங்க அவரை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இல்லாட்டி என்னைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ பாஸ்ட் எல்லாம் வந்துருக்கு பாஸ்ட்னா கம்ப்ளீட் பாஸ்ட்டை தவிர நான் யாரும் இல்லைன்னு முடிஞ்சிரும் இந்த நான் பாவம் பூராவே கம்ப்ளீட் பாஸ்ட் இட் இஸ் ஏ ஸ்டோர் ஹவுஸ் மெமரிங்க அதுல லோகேஷ் இந்த உடம்புல இருக்கீங்க இந்த எண்ணம் வந்த லோகேஷ் பழசு பழசு மூலமா தன்னை பண்ணிட்டாரு அவருடைய நான் என்னை என்னால் என்னோட ஒயாம பாஸ்டிலாம் இதுல உழன்றுட்டே இருந்திருக்கு அதை நீ பாக்கணும் அப்படின்றாரு பகவான் அதை தான் நான் சும்மா இரு பாருங்க அப்படின்ற நீங்க பாக்குறீங்க பார்த்தோன்னா கம்ப்ளீட் பாஸ்ட் தெரிஞ்சு போயிடுது உங்ககிட்ட வர்றதும் பாஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற உடம்பா பாஸ்ட் பொறுமா அதை தவிர நீங்க லோகேஷ் உள்ள வேற ஒண்ணும் இல்லையே நான் பாவங்களை தவிர வேற லோகேஷ் இருக்க முடியாதே நான் பாவம் உங்களுடைய எண்ணமா இருக்க முடியும் நான் பாவம் உங்களுடைய உணர்ச்சி இருக்க முடியும் நான் பாவம் புத்தியினுடைய ஒரு டெசிஷனா இருக்க முடியும் அந்த டிசிஷன் தான் அந்த உலகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அந்த மனுஷன் வெளியில் இருக்கா மாதிரி இருக்குல்ல அவரை நீங்கள் தானே உள்ள எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க உலகம் வந்து பண்ணலையே நீங்கள் தானே அவரோட தொடர்பு கொண்டு வச்சுக்கிட்டீங்க ஏன் வச்சுக்கிறோம் யாருமே நம்ம நானும் விசாரிக்கிறதில்லை இது வந்து ஒரு இன்னர் அனலைசிஸ் மாதிரி தானே ஐயா இது அனாலிசிஸ் இல்லையா இது பார்வைக்கு போய் நிக்கிறது கம்ப்ளீட்டா விசாரிக்கிறது கிடையாது இந்த பேர் இன்வெஸ்டிகேஷன் துப்பரிகிறது ஓகேயா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி லாஜிக்கலாக இது வந்து ஃபிட்டாகுது ஐயா இப்போ ஒரு விஷயம் வருது ஒரு எண்ணம் வருது இப்போ இந்த எண்ணம் வந்து எங்கிருந்து வருது அந் அது எதனால உருவாச்சு அது யாருக்கு வருது எனக்கு வருது அந்த இடத்துல அதுவே இல்லை இதுவே இல்லை நானே இல்லை அந்த இடத்துல நானுன்றதே நீங்க இந்த எண்ணம் மயமா உருவாக்கியிருக்கீங்க உருவாக்க உணர்ச்சி மயமா அவர் குழக் கொண்ட நான் என்னன்னு தெரியாம அவர் கூட பிணக்கு நான் என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து இந்த உலகத்தோட ரிலேட் பண்ணுறோம் கரெக்டா எல்லாேருக்கும் வந்து என்னங்க தெரியும் நான் வந்து சோன் ஸோ லோகேஷு இத்த உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாக இருந்தால் முப்பத்தி முன்னாடி நான் பிறந்தேன் என்னைக்கோ ஒரு நாள் இங்கேருந்து காணாமல் போயிட போறேன் இதை தவிர வேற என்ன இருக்குது உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே இந்த மூ இந்த ஊடகங்களுக்குள்ள அல்லாடுறதை தவிர வேறு என்ன இந்த மனித சமுதாயத்துக்கு இருக்குது மூலம் யாருக்குமே தெரியாதுல்ல ஸோ அந்த மூலத்தை விசாரிக்கிறது ஆன்ம ஞானம் அதுக்கு தான் நம்ம இந்த யூனிவர்சிட்டினே போட்டிருக்கோம் புரியுதுங்களா இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் எல்லா லெவல்லையும் வந்து குழந்தைகள்லேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து நம்ம கொண்டு வரணும் மனத்து லெவலில் எண்ணங்களை பாரு முதல்ல எண்ணம் வந்துகிட்டே இருக்குல்ல நீ பாரு நீ சப்ஜெக்டாகவே இரு சப்ஜெக்டை பற்றி நம்ம சொல்ல போகிறதில்ல ஆப்ஜெக்ட்ஸாக வந்துட்டே இருக்குது உனக்கு வர எண்ணத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கு ஆடியோவும் வரும் வீடியோவும் வரும் காட்சி வருதா காட்சி பாரு காட்சி யார் பார்க்குறான்னு பாரு உடனே இங்கே வந்து சைலன்ஸ் ஆகிடும் புரியுதா திருப்பி அடுத்த காட்சி வரும் இது மறந்து போயிடும் அங்கே அவனுக்கு வந்து விசாரம் போகாது டீப்பாக ஆனால் பாக்கியம் இருக்கிறதுன்னு விசாரம் போவோம் உடனே நான் மன லெவல்லேருந்து புத்தி லெவலில் கவனத்தையே பார்க்க ஆரம்பிப்பான் அதுக்கு இன்னர் லேயர் இருக்குல்ல மனம்ன்றது வெறும் எண்ண ஓட்டங்கள் ஆடியோ வீடியோ அதுக்கு அதுக்கு இறங்கிறது எது புத்தி தானே பிரதானமாக அந்த அந்த எண்ண சூழல்குள்ளே இறங்குவது அந்த வீடியோவில் நடந்த ஒரு உணர்ச்சி மயக்கத்துக்கு இறக்குவது வந்து புத்தி தானே ஸோ புத்தியில் கவனமயத்துக்கு போவான் கவனிப்பவனே யாரு அங்கே இப்போது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஃபஸ்ட்டு மனோபலம் கூடும் அதுக்கடுத்து இது புத்தி பலம் கூடும் அதுக்கப்புறம் ஆன்மபலமே வந்துடும் ஆன்மபலம்ன்றது என்ன எடுத்த ஒன் ஷாட்டில் வந்து பிரபஞ்சத்துலேருந்து எல்லாம் வந்து இங்கே பொய்யெல்லாம் விரிஞ்சு நிற்கும் பொருமா இது பார்வை புரியதான் இருக்கு முழுமையான இதே ஜோதி இங்க முழுமையா ரெஃப்ளெக்ட் ஆகுது அந்த மாதிரி பார்ப்பவனே பார்த்தலாவும் அறிவுடு பொருளாவும் இங்க இருந்துகிட்டே விசாரிக்காத வரைக்கும் இதெல்லாம் உண்மைகளா உங்களை இயக்கிக்கிட்டு நீங்கள் துப்பறியாத வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் என்ன ஆகும் உங்கள் பார்வை தீர்க்கத்தில் அதனோட உண்மை வெளில வந்துடும் என்ன உண்மை அட நானே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜட சேர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் பாவம் என்ன பண்ணுது சுய அறிவில்லாத புத்தியோட இணைது சுய அறிவில்லாத கவனமயமா தன்னை வெளியில இயக்குது ஆப்ஜெக்டிவ் ஸ்டடீஸுக்கு புத்தி கவனம் வேணும் ஆப்ஜெக்டிவ் ஸ்டடீஸுக்கு மனம் வந்து எல்லா டேட்டாவும் வச்சுக்கணும் அது ஆப்ஜெக்டிவ் புரியுதுங்களா ஆனால் அதை பண்ணுற அவனே யாருன்றது தெரிஞ்சாவணும் இல்லை இல்லாட்டி அவன் என்னவாக இருப்பான் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் தான் அவன் ஒரு ரோபோட்டிக் கம்ப்யூட்டர் இது ஒரு டேட்டு வந்து அவன் பிறந்த நாள் ஒரு டேட்டை அவன் நோக்கி மார்சிங் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த மூமெண்ட்டோட புரியுதா வேற என்ன இருக்குது இல்லாட்டி அவன் வாழ்க்கை ஆன்ம ஞானம் இல்லாட்டி என்ன இருக்குது சொல்லுங்க உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் அவன்கிட்ட ஐடியாஸ் இருக்கும் எல்லாத்த பத்தியும் கிளாரிட்டி இருக்கும் என் பேரனுக்கு ஒரு பொண்ணு அந்த குடும்பத்துல அவர் அவர் என்ன பண்ற நீ யாரு நீ ஏன் பயப்படுற இதெல்லாம் பயத்தனோட காரணம் தானே அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு அந்த பையன் வந்து அந்த குடும்பத்துல போய் பொண்ணை எடுக்கிறான் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல வாழ்க்கை ஒண்ணு வச்சிருக்காருல்ல அப்படின்னா நல்லது கெட்டதுன்னா என்ன அர்த்தம் பிறப்பு நல்லது இறப்பு கெட்டதுன்னு அர்த்தம் கரெக்டா மரணம் கெட்டது அதுக்கு முன்னாடி என் பேரனுக்கு நான் போறதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இங்க போட்டா போட்டி வருது நான் யாருன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மரணத்தை தாண்டிடுவோமே என்ன மரணம் மரணம் வாழ்வன ஒட்டி மரணம் பிறந்தவனை ஒட்டி தானே பிறந்தவன் எப்ப பிறக்கறான் இன்னைக்கும் டேட் ஆஃப் பர்துல அம்மா வயிற்றுல இருந்து வந்து பிறப்ப எண்ணங்கள்ல பிறக்கிறது உடறச்சிகள்லாம் பிறக்கறது கவனத்துல பறந்துகிட்டு இருந்தோம் இதெல்லாம் என்ன பிறப்ப இதுதானே உண்மையாவே வாழ்ந்துகிட்டு இதோட ஆரிஜன் எங்க உண்மையான பொருள் எங்க இருக்கு அப்படின்னு இதை பார்த்தா தானே தெரியும் சரியா சோ அப்படி போய் ஆன்மஞ்சானத்துல போய் முடியுது இது இல்லாட்டி வெட்டி வேஸ்ட் உடம்பு மாறி மாறி மாறி ரீசைக்கிள் ஆயிட்டு வந்துட்டே மனம் மூலமாகவும் புத்தி மூலமாகவும் அகந்தை மூலமாகவும் வந்துகிட்டே இருக்கும் நாட்டங்களாக வந்துகிட்டு இருக்கும் ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாமே பரம்பொருளாவே இருக்குது ஐயா நீங்க இப்போ சொல்ல தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பரம்பொருள் இன்க்ளூடிங் மனத்திலிருந்து புத்தியிலிருந்து எல்லாமே பரம்பொருள் ஐயா இப்ப இத வந்து ஒரு கட்டி இழுத்து நடுவில் ஒரு நாட் போட்ட மாதிரி இழுக்குதல பேரறிவை என்ன பண்ணது நீங்க உடம்பா மாதிரி என்னோட என்ன பண்ணது கீழே இழுக்குது இந்த உணர்ச்சிக்கு வா இதுக்கு பதில் சொல்லு புரியுதா உம் எனக்கு பதில் சொல்லு என்ன ஐஷின் போ உன்னோட பைக்ல அப்படின்னு ஒரு பையன் பிடிவாதம் பிடிக்கிறதுலேருந்து புரியுதா அந்த உணர்ச்சியும் அதுதான் எது அந்த உணர்ச்சியா இருக்கிறதும் அந்த பொருள் அந்த உணர்ச்சியா இருக்கிறதும் அந்த பொருள் அவைகளுக்கு இருப்பே இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும்ல அது பேர்தான் அறியாமை இவைகளுக்கு இருப்பில்லை தனி இருப்பில்லை அது ஒண்ணுதான் இப்ப சொன்னீங்கல்ல பரம்பொருள் தான் இல்லாம இருக்கு அப்படின்றது தெரியாம அது தெரியாதது அறியாமை அப்புறம் இவைகளுக்கும் தனி இருப்பு இல்லை தனி இருப்பு இவைகளுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா இல்லை இப்ப சொன்னோம்ல அதுதானே இப்ப ஆராய்ஞ்சோம் என்ன ஆராய்ஞ்சோம் நம்ம இப்ப வந்து இன்னைக்கு வந்து இவரோட போன் பண்ணி இன்னைக்கு வச்சுக்க அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளவு நான் பாவம் வந்து இவ்வளவு நாளா பிணக்கு வச்சிருந்துருக்கு தள்ளி தள்ளி வச்சிருந்துருக்கு ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பயங்கள் இருக்கு நிறைய பாதுகாப்புகள் இருக்கு நிறைய நல்லது இருக்கு நிறைய புத்தியினுடைய சாதுரியங்கள் இருக்கு ஏன்னா அதில் லாபம் இருக்கும் இன்னைக்கு பேசிட்டா வந்து அந்த லாபம் குறைஞ்சு போயிடும் நஷ்டமாயிடும் நாளைக்கு பேசினா அது லாபமா மாறும் அப்படின்னு அந்த நான் பாவம் வந்து நிறைய உணர்ச்சிகள் வச்சிருக்கு இதுதானே ஒவ்வொத்த அவதிப்படுறோம் ஓகேயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே அதுவாக இருக்கிறதுனால இப்போ இது கெட்டதும் இல்லை இது நல்லதும் இல்லை இல்லை இதுல எதுவுமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்ல விஷயத்துல விஷயமே இல்ல விஷயத்துல தர்மங்கள்ல தர்மமே இல்ல அப்புறமா தான் அதர்மம் பொறுமா அத அவரு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு இரட்டைகள் முப்படிகள் என்றும் அகந்தையை பற்றி இருப்பவாம் அந்த அகந்தையே ஏதென்று உனக்குள்ள எல்லாம் உள்ளதான் எல்லாம் உருவாவது கரெக்டா அகந்த கிறிஸ்டலை சார் எங்கெங்க டிடெர்மினேஷனாக கிறிஸ்டலைஸ் ஆகுதுங்க இன்னைக்கு இவரை காண்டாக்ட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு அப்பாவை ஐசட் போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் எல்லாமே நான் உடைய தானே அது பேர் அகந்த அகந்தைக்குள் கண்டால் இவைகள் எல்லாம் விழுந்துடும் துப்பறிஞ்சு பார்த்தேன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து அர்த்தமே இருக்காது அங்க இருக்கிறது தான் பரம்பொருள் கழலும் அவை கண்டவரே அதாவது பொய்களை பொய்கள் உண்மையை கண்டவர் உண்மையை கண்டிப்பாக திருப்பி லாஜிக் புத்தியோட சேஷ்டர் அதனாலதான் நான் அந்த வார்த்தையை விரும்பல பயன் அருணாச்சலா எனக்கு துப்பரிகிற புத்தியை கொடுத்தாரு துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் ரிசர்ச்சிங்க அதனாலதான் ஆன்மயம் ஆக்கியிருக்காரு அவரு விளையாட்டி என்ன ஆயிருக்கும் மாயம் சொன்னீங்க பாருங்க மாயம் ஆயிருக்கும் அந்த மாயம் மர்மம் இல்லை யூனிவர் மாயம் இல்ல மர்மம் இல்ல சத்தியம் இதுலாமா உம் இப்போ இப்போ நீங்களே அழகா முடிச்சிங்க அதை மாயமே இல்லட்டீங்க அதுதான் பியூட்டி அதுதான் மகத்துவம் பயோ ரெக்கார்டிங் எங்க நடக்கும் நம்ம உலகத்துல நம்ம கண்டுபிடிச்ச சயின்ஸ்ல சிசிடிவி கேமரா வச்சு வெறும் தருவா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆபீஸ் பூரா வச்சிருக்கோம் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம் சாதகம் கூட இல்ல இதுதான் ஆமா அந்த வழி அதுதான் இப்ப ரிவர் போனேன் போக்குள்ள எல்லோரும் என்ன பண்ணேன் இப்படி தான் அது வருது இப்படி போனீங்கன்னா அந்த பலப்பட்ட கண்ணாடி உங்கள்கிட்டையும் எதிர் எது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்களே தவிர மற்றவங்க எல்லோருக்கிட்டையும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அது சத்தியம் எண்ணம் சத்தியமாக இருக்கும் உணர்ச்சி சத்தியமாக இருக்கும் காலம் சத்தியமாக இருக்கும் அவங்களுடைய ஆசாபாசங்கள் தேவைகள் எல்லாம் வந்து சத்தியமாக இருக்கும் அது தனித்தனியாக எல்லோரும் ஆட் பண்ணும் தான் நம்ம வந்து சயின்ஸை சயின்ஸாகவே வந்து யூனிவர்சிட்டி ஆக்கிடலாம் அப்படின்றது நம்ம பண்ணுறோம்